எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுட்ட டிஸ்ட்ரிக்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அழகான ஜக்காடு பார்டர் ஒர்க் பண்ண சாஃபல் சாரீஸுங்க ஒவ்வொரு சேரீயாக நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு சேரீ நம்ம பார்க்குறோம் பாடி ஆஃப் சேரீ கோல்டன் எல்லோ கலர் டபுள் ஷேடில் இருக்குங்க அதாவது எல்லோ அண்ட் பிங்க் இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்கும் பாடி ஆஃப் சேரீ டபுள் ஷேடு எல்லோ அண்ட் பிங்க் கலரில் இருக்கும் பழுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் ஜரீல இருக்குதுங்க பல்லூல வரக்கூடிய இதுவுமே ஃபுல்லாக கோல்டன் டெஸ்ட் ஜெரீ டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு பார்டரில் அழகான கோல்டன் ஜெரீல ஒர்க் பண்ணியிருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ சேம் டைப்பில் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நியர்லி ஃபிஃப்டீன் சாரீஸ்க்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்ம வர்ணா சாரீஸ் டாட் காம்ங்கிற போங்க போயிட்டு அங்க நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் அந்த பிக்சர்ஸ் பார்க்கலாம் வீடியோவையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சேரீயில் பாடி ஆஃப் சாரீ ப்ளூ கலர் ப்ளூஇஷ் க்ரீன் டபுள் ஷேடு ப்ளூஇஷ் க்ரீன் பல்லுவன் ப்ளவுஸ் வயலட் கலர் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரி தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டைப்பில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கோல்டு டெஸ்டட் சரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு சாரீ இந்த சாரியுடைய ப்ரைஸோ கோடோ நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலைங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வர்ணா சாரீஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனாலே அந்த சாரியுடைய பிக்சருக்கு பிக்சருக்குள்ளே அந்த சாரியுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்குங்க நீங்கள் அங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஸாரீ பல்லுவன் ப்ளவுஸ் ஆரேஞ்ச் கலர் பாடி ஆஃப் ஸாரி மெஜந்தா கலர் இதுலேயுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்டட் சரிதாங்க சேரியுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் எபோவ் இருக்கும் வித்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் எபோதாங்க இருக்கும் ப்ளவுஸுடைய லென்த்து கண்டிப்பாக பாயிண்ட் செவன் மீட்டர் இருக்குங்க வித்து ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் எபோதாங்க நெக்ஸ்ட் சேரீ பார்க்குறோம் பாடி ஆஃப் சேரீ வைலக் கலர் பல்லுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரேஞ்ச் டபுள் ஷேடில் இருக்குங்க பல்லுவன் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி தாங்க நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் அது எல்லாமே அந்த வர்ணா சாரீஸ் டாட் காம்குள்ளே உள்ளே போயிட்டு சாரீஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் further process நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியுங்க அது இப்போ நீங்கள் பார்க்குறது body of சாரீ green color பல்லுவன் ப்ஸ் எல்லோ கலர் ஃபுல்லாவே கோல்டு டெஸ்ட் இந்த சாரியுடைய washing instructions பொறுத்த வரைக்கும் dry வாஷ் தாங்க பெட்டர் ட்ரை கிளீன் பண்ணுங்க dry wash பண்ணுங்க hand wash பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் சாரி நம்ம பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரி navy blue பல்லுவன் பிளவுஸ் violet color இது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டபுள் ஷேட்ல இருக்கும் பார்க்கறக்கு ஒரு பர்பிள் ஷேடில் வர மாதிரி இருக்குங்க பல்லுவன் ப்ளவு பர்பிளில் இருக்குங்க பாடி ஆஃப் ஸாரி நேவி ப்ளூ ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டர் சரிங்க நம்மக்கிட்ட பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா க்ரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ் நெட் பேங்கிங் பேடிஎம் யூபிஐ ஈவன் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குங்க பே லேட்டர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குதுங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம வெப்சைட்டில் ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் சாரீ நீங்கள் பார்க்குறீங்க பள்ளு அண்ட் ப்ளவுஸ் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர் பீகாக் ப்ளூ ஷிப்பிங் அண்டு ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த சேரீ நீங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பிளேஸ் பண்ணுறீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் ஆகும் அந்த dispatch ஆகும்போதே உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் சைட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடுங்க சேரீ டிஸ்பேச் ஆகுது அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும் ஈவன் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்க்கான எல்லாமே வந் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அந்த மெசேஜில் வந்துடும் நார்மல் மெசேஜாக உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் சாரீ பாடி ஆஃப் சாரி மெரூன் கலர் பழுவன் பிளவுஸ் எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல இருக்குங்க எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன்ல இருக்கும் ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலராக நமக்கு தெரியும் ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் நம்ம வெபேஜ்லேயே கீழே பாட்டமில் ரிட்டன் பாலிசிக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் சரிங்க பாடி ஆஃப் சாரி பர்பிள் பல்லுவன் ப்ஸ் நேவி ப் அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேய்டுங்க கைத்தறியில் நெசவு பண்ண பியூர் சில்க் சாரி ஒவ்வொரு சாரி கூடயும் கட் ஆகும் சில்க் மார்க் டேக் வந்துருங்க ஸோ எப்படி சில்க் மார்க் டேக் வருதோ அது மாதிரி ஒவ்வொரு சாரிக்குமே ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து பிரைஸோட இன்க்ளூட் ஆகும் உங்களுக்கு வந்துடுங்க ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க ஏன் அப்படின்னா இப்போ சில்க் ரேட் வந்து அதிகமாகிருக்கு ஸோ சில்க் ரேட்டு அதிகம் ஆனதுக்கப்புறம் இந்த சாரீஸெல்லாம் நம்ம வந்து அப்லேட் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து சில்கு ரேட் அதிகமாகிறத பொறுத்து சில்க் சாரியோடைய ப்ரைஸும் அதிகமாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் ஹாஃப் ஒயிட் பெய்ஜ்னே சொல்லிடலாம் பாடி ஆஃப் சாரீ ராமர் கிரீன் பாஸ்டல் ஷேட்ல இருக்கும் ராமர் கிரீன் தாங்க லைட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது பாடி ஆஃப் சாரி பாட்டில் கிரீன் பலுவன் பிளவுஸ் மெரூன் கலர் சில்க் ரேட் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால சில்க் சாரியோடைய ரேட்டுமே அதிகமாயிட்டிருக்குங்க ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய சாரீஸ் வந்து எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் நிறைய நெசவாளர்களுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஸாரீ பழுவன் ப்ளவுஸ் பாட்டில் கிரீன் பாடி ஆஃப் ஸாரீ வயலட் கலர் கலர் கன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பாக வீடியோ பார்த்துருங்க வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே கேட்டகரி வைஸ் வந்து சாரீஸ் வந்து இருக்குது ச மெயினாக வந்து நிறைய கலெக்ஷன்ஸில் இருக்குதுங்க சால்சில் சாரீஸ் இருக்குது காட்டன் சாரீஸ் இருக்குது கோட்டா காட்டன் இந்த மாதிரி ஸாரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது பிக்சரும் இருக்குது அதே இடத்துலையே வீடியோவுமே டிஸ்பிளே ஆகுங்க ஸோ நீங்கள் பிக்சர் மட்டும் பார்க்காம வீடியோவையும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க கலர் கன்ஃபர்மேஷனுக்காக நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் பழுவன் ப்ளவுஸ் டார்க் pink color, body of ஸாரி body of ஸாரி பார்த்துட்டிங்கன்னா ஆரெஞ்ச் இதில் வந்து ஒரு கோல்டு டச் இருக்குங்க ஆரஞ்ச் கலர் தான் கோல்டு டச் இருக்கும் ஸோ எப்படி சொல்கிறனா gold orange இந்த ரெண்டு மிக்ஸு தறியிலேருந்து வரக்கூடிய கைத்தறி சாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் லிட்டில் ஸ்டிஃபாக தாங்க இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் கம்மியாயிரும் ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் வந்து சிலது அப்படி தாங்க வரும் சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஸாரீ வருங்க ரெயினி சீசன்லாம் கொஞ்சம் நெசவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்டு ஈவன் ரொம்ப ஹாட் சீசன்லேயுமே நெசவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் வந்து ஒரு லிட்டில் ஸ்டிஃபாக இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரீ பீக் ஆஃப் இது வந்து ப்ளூனும் என்னால் சொல்ல முடியலைங்க க்ரீனும் சொல்ல முடியல அந்த மாதிரி கலரில் இருக்குது பல்லுவன் ப்ளவு நான் ஒன்ஸ் மறுபடியும் உங்களுக்கு காட்டிடுறேன் பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா எல்லோ வித் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது அதனால தான் இந்த ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கலரெலாம் உங்களுக்கு கிடைக்கிது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க பிளாக் கலர் ஆட் ஆகிருக்கு அப்படின்னாவே கண்டிப்பாக சேரீயில் அங்கங்கே பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்குங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்த சேரிலாம் மேக்சிமம் சாரீஸில் பிளாக் கலர் வந்து ஆட் ஆயிருக்கு ஸோ அப்போ பிளாக் கலர் த்ரெட்டு அங்கங்கே விசிபிளாகுங்க இது கைத்தறியில் யூஸ்வலாக நடக்கிற ஒன்று தாங்க இது டேமேஜ் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் பாட்டில் க்ரீன் பாடி ஆஃப் சாரீ பிரிக் ரெட்டு பிரிக் ரெட்டுங்க இது இந்த சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது வர்ணா சாரீஸ் டாட் காம்ங்கிற எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த சாரீஸ் மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸில் நிறைய கேட்டகரிஸில் நம்ம சாரீஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் அந்த சாரீஸ் கூட நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் பண்ணலாங்க சப்போஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நாம் ஒரு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவில் என்ன இருக்கும் அப்படின்னா எங்கள் வெப்சைட்குள்ளே நீங்கள் எப்படி போகணும் எப்படி ஸாரீ செலக்ட் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற எல்லா கிளியர் ப்ரொசீஜருமே அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் வயலட் கலர் பாடி ஆஃப் ஸாரி இது வந்து எப்படி இருக்குனாங்க டூயல் டோன் தான் அண்ட் பிங்க்கு அந்த மாதிரி இருக்குது இதில் மெயினாக ஆரஞ்சு தாங்க டாமின்டாக இருக்கும் மைல்டு பிங்க்கும் ஆரஞ்சு வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது பிங்கிஷ் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாதுங்க ஆரஞ்ச் அண்டு பிங்க் இப்போ நம்ம பார்க்குற சாரீ பல்லுவன் blouse, மெரூன் body of சாரீ green எல்லா சாரீஸ்லேயுமே blouse வந்து பிளைனுங்க கான்ட்ராஸ்டாக இருக்கும் பல்லு என்ன கலரோ அதே கலரில் தான் இருக்கும் அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே டபுள் வார்பு சாரீஸுங்க ஸோ வார்ப்பை பொறுத்த வரைக்கும் வா அந்த டபுள் வார்ப்பா ட்ரிபிள் வார்ப்பா ஒன்றரை வார்ப்பா ஒன்றே முக்கால் வார்ப்பா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சாரியுடைய திக்னஸ் இருக்கும் குவாலிட்டி இருக்கும் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே டபுள் வார்ப்பு சாரீஸ் நெக்ஸ்ட்டு சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ஆஃப் ஸாரீ வயலட் கலர் இது கொஞ்சம் டபுள் ஷேடில் தாங்க இருக்குது வயலட் கலர் டபுள் ஷேடு ப்ளவுஸோடைய லென்த்து பாயிண்ட் செவன் மீட்டர்னு சொல்லியிருந்தேன் வித்து வந்து ஃபார்ட்டி இன்சஸ் அபவ் இருக்கிறதுனால இது வந்து ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்குமே இந்த லென்த் இருக்கக்கூடிய பிளவுஸ் வந்து போதுமானதாக இருக்குங்க ஒவ்வொரு சாரியும் இந்த சில்க் மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த சாரீஸில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வர்ணா சாரீஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்குள்ளே போங்க பாருங்கள் பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ